வணக்கம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினி சார்ட் வாட்ச் பண்ணுறோம் இன்றைக்கி பிப்ரவரி டுவெண்ட்டி தேர்ட் டென் ஃபார்ட்டி நமக்கு கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படினா மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு ஸோ அப்படி டவுன் சைட் இறங்கினதில் நமக்கு செல் கால் பார்த்தீங்க அப்படினா ஜென்ரேட் ஆகுது ஸோ அந்த சார்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணும் அதாவது மார்க்கெட் எந்த சைடு போகுதுன்னு பார்க்கும் கீழே இறங்குற பட்சத்தில் நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனதுனால செல் கால் ஜென்ரேட் அதே மேலே போகையில் நமக்கு அப்பர் சைட் ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா பைக் காலாகவும் ஜென்ரேட் ஆகும் ட்ரெண்ட் மாறும்போது கால்ஸாக வரும் பார்க்கறக்கு நமக்கு ஒரு சிக்னல் மாதிரி இருக்கும் இப்போ செல் கால் அப்படின்றனால ரெட் கலரில் ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்குது அதாவது கேண்டில் ரெட் கலரில் சேஞ்ச் ஆகியிருக்கு இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு எக்ஸ்பைரி டே ஸோ எக்ஸ்பைரி டேன்றனால நமக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அதுவும் நமக்கு இன்னைக்கு மந்த் அண்டினுடைய எக்ஸ்பைரி டே செல் அட் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து அந்த கேண்டில் இருந்து ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைன் தான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டார்ட் AT 825, ஃபைவ் செகண்ட் AT 725, ட்வெண்ட்டி ஃபைவ் அதாவது ஹண்ட்ரட் பாய்ண்ட் ஃபர்ஸ்ட் டார்ட் டூ ஹரெண்ட் பாய் செண்ட் இந்த மாதிரி இந்த சாட்டில் அதுவே மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பஞ்ச் பண்ணி கொடுத்துரும் நம்ம ஜஸ்ட் அதை வாட்ச் பண்ணி ஆட்ரு மட்டும் போடுற மாதிரி வரும் நமக்கு ஜென்ரேட் ஆன கால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 MINUTES மட்டும் அந்த என்ட்ரி பாயிண்ட்டில் தான் ட்ரேடிங் போச்சு அடுத்த நெக்ஸ்ட்டு டூ கேண்டில் தான் நமக்கு நல்ல ஷார்ப்பான டவுன் லெவனோ கிளாக் கிட்டே பார்த்திங்க நமக்கு நைன்ட்டி பாயிண்ட் மொமெண்டில் கீழே வந்து இறங்கிச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு வாலெட் ஐயில் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் என்ட்ரி பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் டார்கட் இந்த ரேஞ்ச்குள்ளேயே தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு கரெக்டாக ஒரு டுவல் ஓ அப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் இறங்குனதில் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சை பிரேக் அவுட் இந்த மாதிரி தான் இன்றைக்கு நமக்கு ஜென்ரேட்டான கால் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணுச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ